படிக்கிறேன் இப்பொழுது கணினியின் தான் புகழ் வல்லுவனின் முதல் குரல் அவன் கூற்றப்படி எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக கொண்டது அதே போல் இன்றைய கணினியின் வளர்ச்சியும் அகரத்தை முதலாக கொண்டே அமைந்துள்ளது முதல் வடிவம் வளர்ச்சி அதிக பயணி தருகிறது அது போல் ஜி யின் வளர்ச்சி அதிகமாக அதிகமாக அதிக பயணம் தருகிறது ஒன் ஜி டூ ஜி த்ரீ ஜி போர் ஜி ஃபைவ் ஜி இன்னும் எத்தனை ஜியோ வடநாட்டின் பெரியவர்களை ஜி ஜி என்பார்கள் அப்படி பார்த்தா எத்தனை வளரும் கணினி அளவிற்கு வெற்றிப்படிகள் அடைந்துள்ளது மனிதனின் வேலையை மிக மிக எளிதாக்கும் அளவிற்கு கணினி வளர்ச்சி அடைந்துள்ளது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி மனிதனால் போட முடியாத கணக்குகளை கூட எளிதில் போட்டு விடுகிறது தொழிற்சாலையில் முப்பரிமான உற்பத்தியில் கணினியின் பங்கு அளவிட முடியாது எங்கு பார்த்தாலும் கணினியின் தொழில்நுட்பம் தான் வாழ்வதற்கு உயிர் அவசியமாகின்றது மனித குரம் மேம்படுவதற்கு கணினி அவசியமாகின்றது என்கின்ற அளவிற்கு கணினி வளர்ச்சி அடைந்துள்ளது கடுகை விட சிறியலமரமாய் பறந்து விரிந்து வளர்ச்சி அடைந்துள்ளது அதே போல் தான் கணினியின் வளர்ச்சியும் ஒன்று என்கின்ற இரண்டு மட்டும் வைத்துக் எத்தனையோ கோடி விஷயங்களை செய்யும் மலனுக்கு கணினி வளர்ச்சி அடைந்துள்ளது புறா மூலம் தூதுவிட்ட காலத்தை இமெயில் மூலம் நொடிப்பொழுதும் சாப்பிட்டது கணினியின் வளர்ச்சி இசை கூட இன்று கணினி மூலம்தான் படம் விதமும் கணினி சுங்க சாவடியும் கணினி ஓவியம் வரைவும் கணினி ஓலா புக் பண்ணவும் கணினி ஓட்டல் பில்லுக்கும் கணினி நாட்டு ஆன்லைன் வகுப்புக்கும் கணினி மூல் ஆராய்ச்சி பண்டத்துக்கும் கணினி கணினி நிகழ்ந்த கணினி நாம் வளர்ச்சியை நாம் நல்ல வழியில் மட்டும் பயன்படுத்த வேண்டும் இந்த பேசும் வாய்ப்பை கொடுத்த நச்சினைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ உங்களுக்கு நன்றி வணக்கம்